பொன்னாங்கன்னையை நன்றாக கழுவி மிக சிறிய அளவில் நறுக்கி அதனோடு பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் சீரகம் பூண்டு மிளகுத்தூள் ஆகியவற்றை சேர்த்து வேகவைத்து மசியல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள இரத்தம் தூய்மை அடையும்